புல்கானோன் ஆஃப்லைன் ஸ்டோர் வந்து இப்படி இருக்கு பாருங்க ஒரு எனக்கு உள்ள வந்து உண்மையாவே ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு ஜுல்லரி மாதிரி ஃபீல் ஆகுது கேட்டி பாருங்க இந்த பிரம்மாண்டமான ஆக்சஸ் காலையில எனக்கு போட்டோ எடுத்து போட்டாங்க போடுறதுல என்ன நடச்சனா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இருக்காங்க போல அப்படிங்கற ஒரு எதக்கंदा வந்துวะ எங்க ஹோட்டல்ல ரூம் போட்டுட்டாங்க லைட் தெரிச்ச சோ அந்த மாதிரி விஷயங்கள் அது மட்டும் இல்ல நம்ம சுற்றுலா இத எடுத்துட்டு ஒரு நாளைக்கு காலி அதுக்கு அப்புறம் தான் பேச பண்ண முடியும் ஆனா பாஸ் நீங்க நல்லா யோசிங்க இது உங்க பிசினஸ் 24 ஹவர்ஸ் உங்க கையில இருக்கு நீங்க நினைச்சீங்கனா பிசினஸ் மட்டும் பண்ண முடியும் எங்களுக்கான கமிட்மென்ட் உங்களுக்குடையாது அட ஒரு விஷயம் புரிஞ்சீங்க இன்னையில இருந்து ஆக்சஸ் அடுத்த பரிணாமத்துக்கு போகும்போது இன்னையில இருந்து ஆக்சஸ் எடுத்து பண்ணったら 2023ல இதே மாதிரி இந்தியா ஃபுல்லா ஆபீஸ் ஓபன் பண்ணும்போது லட்சக்கணக்கான பீப்பிள் அங்க கன்சூமரா இருப்பாங்க உங்க டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க தங்க மா yes yes yes yes we are inside our offline store truly enala satthiyama idu vandu geena chikkamudila avlo super ah iruke avlo so brahmandama iruke nam offline store vaarthe so kadaiyadu but ore oru vishayam mattumna idu danga accessories quality idu danga accessories ode miga periya brahmandam but idu verum thoka mattumna idhillerunda neenga vandu nammaloeya oru periya oru valarchi iringa paakala so yet open ini